வசித்திரு தனித்திரு வீத்திருங்கிறார் வல்லலார் என்ன சொல்றாரு உணவையும் அவர் மெயினா சொல்றார் ஏன்னா அவர் எப்பயும் உடலை பேணி பாதுகாக்கணும்ன்ற ரொம்ப கிளியரா இருப்பார் உடலையும் பாத்துக்கங்க உடல் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிறக்கும் போதே ஞான சம்பந்தர் போன்ற யோகி கிடையாது உடம்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று குருவே சரணன் நான் வித்யா இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லா நிறையா விஷயம் எனக்கு தெரியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சிக்கிட்டு தான் நடக்கிறேன் அப்படின்னு நான் நம்பிகிட்டு இருந்தேன் ஏன் அப்படி நம்பினேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் வேறு கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் யோகா கிளாஸஸ்லாம் அதனால் நான் அப்படி நம்பிட்டு இருந்தேன் ஆனால் மகாவிஷ்ணு பிரதரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்கிட்டேங்கிறத விட அதை செயல்படுத்தலை அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு குரு அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு புரியுதா புரியலையான்னு புரிகிற மாதிரி சொல்லணும் ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்து எவ்வளோ எப்படி அவ்வளோ ஈஸியாக ஒரு எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு தெரில ஆனால் என்ன பேசுகிறாரு எப்படி பேசுகிறாருங்கிறத விட என்ன பேசுகிறாருங்கிறது தான் முக்கியம் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு நான் நம்புறேன் குருவேசரணம் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இந்த உடல் நம்ம கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த சூழ்நிலையில் வேணாலும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த உடலை உங்க கண்ட்ரோல்ல எப்பயுமே வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகவும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணவு நீ எப்படி எதை நினைக்கிறீர்களோ அதாவது மாறி விடுகிறீர்களோ அதே அதே அடிப்படையில் நீங்கள் எந்த உணவை எடுத்துக்கொள்கிறீர்களோ உங்கள் உடம்பு அந்த மாதிரி மாறிடும் அவ்வளவுதான் விஷயம் அவ்வளவுதான் ரகசியம் நல்லா புரிஞ்சுக்கணும் பசித்திரு தனித்திரு வீத்திருங்கிறார் வல்லலார் என்ன சொல்றாரு பசித்திரு பனித்திரு விழித்திரு அப்படிங்கிறார் வல்லலார் ஏன் பசித்திருன்றார் சாப்பிடாமருன்னு சொல்றாரா அவரு சாப்பிடாமரு அவர் சொல்லக்கூடிய பசித்திரு அப்படின்றது என்ன உணவையும் அவர் மெயினா சொல்றார் ஏன்னா அவர் எப்பயும் உடலை பேணி பாதுகாக்கணும் ரொம்ப கிளியரா இருப்பார் உடலையும் பாத்துக்கோங்க உடல் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் வந்துதான் உடல் இருந்தாதான் உயிரை பேணி காக்க முடியும் உடல் இல்லாம சோறு இல்லாம நம்ம சித்திரம் வரைய முடியாதுன்னு யார் சொல்றாரு வள்ளலார் சொல்றாரு வள்ளலார் மட்டுமல்ல உடம்பாரதியின் உயிரதிவர் யார் சொல்றாங்க திருமூலரும் நம்ம பிறக்கும் போதே ஞான சம்பந்தர் போன்ற யோகி கிடையாது பதிமூணு வயசுல வந்து இவர் ரமண மகர்ஷிக்கு ஞானத்த ஞானம் வந்து பிறந்தது ஞானம் வளர்ந்தது அப்படியே போய் சமாத உட்கார் உட்கார முடியுமா உடம்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா இன்று நாம் உண்ணக்கூடிய உணவு பொருட்களில் நமக்கு தேவையான செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுக்கு மேல அங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்ப எதப்பா சாப்பிடுறீங்க ஏதோ சாப்பிடுறீங்க எனக்கும் தெரியாது அதுக்காக அது ஃபுல்லாவே ஒன்னுத்துக்காக தான் கேட்டா ஏதோ ஓகே ஒண்ணுமே இல்லாது சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்னு இன்னைக்கு போல போடிகிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லாதுக்கு ஒன்னு இருக்குல்லப்பா விருப்பா நாங்க வாட்டி சாப்பிட்டு போறோம்னு போறோம் போறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவில் என்ன ஹெல்த் இருக்கு அதுல என்ன ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க சாம்பார்னு ஒன்னு ஊத்துறீங்க மஞ்சத்தூளை போடுறீங்க அதுலேயும் காய விலக்கி வச்சிடறீங்க அதுல டேஸ்டே இல்லைன்னு சொல்லி வெறும் குழம்ப மட்டும் ஊத்தி சாப்பிடறீங்க வேற அதுல என்ன போடுறீங்க கடுகு உளுந்த மருப்பு என்ன இருக்கும் அதுல எனர்ஜி ரசம் மோறு பயிர் அதெல்லாம் கண்டாமினேஷன் சாப்பிடுறீங்க அது போக தேவையில்லாத பொருட்களை நிறைய கன்சியூம் பண்றீங்க நான் என்ன சொல்றேன்னா நல்லா போடுங்க பசி திரு வள்ளலாறு என்ன சொல்றாருன்னா அரை வயிறுக்குதான் சாப்பிட வேண்டும் சொல்றார் நீங்க அரை வயிறுக்கு சாப்பிடவில்லை என்றால் நல்லா யோசிப்பாடு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வருதா எனர்ஜெட்டிக்கா இருக்குதா நல்லா நீங்க சாப்பிடும் தூக்கம் தானே வருது உங்களுக்கு ஒரு உண்மையான உணவோ எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டோ சாப்பிடும் நமக்கு அது எனர்ஜியை தானே கொடுக்கணும் ஏன் தூக்கம் வர வைக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஏன் தூங்குறீங்க நல்லா புரிவுங்க ஆற்றல் என்று இருப்பது ஒரே ஆற்றல் தான் உயிராற்றல் அது சரிமான ஆற்றலாக மாறி செயல்படும் அதே ஆற்றல் சில பல நேரங்களில் நோய் எதிர்ப்பு மாறி செயல்படும் அதே ஆற்றல் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய சக்தி ஆற்றலாக சக்தியின் அம்சமாகவும் செயல்படும் ஒரே ஆற்றல் தான் எப்பயுமே வயிறை வந்து கிரைண்டர் மாதிரி காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாய்ந்திரம் ஒண்ணு மறுபடியும் மறுபடியும் டீ மறுபடியும் மறுபடியும் டீயே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட உயிராற்றல் மொத்தமும் எதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும்னா அதை வந்து அரைக்கிறதுக்கே செயல்பட்டு இருக்கும் இந்த தண்ணையில் இருக்கும் என்ன ஆகுன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்த்து போ போராடக்கூடிய ஆற்றலை உங்களுடைய என்ன ஆகுன்னா நீங்க நான் இருக்க சொல்ல வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த டைஜஷன் சிஸ்டம் அதிகமாக ஆக்டிவ்ல அப்பதான் உடம்புல இருக்கக்கூடிய கைகளை வெளியேற்றக்கூடிய பணியையும் உங்களது நோயை குணப்படுத்தக்கூடிய பணியையும் உங்க உடம்பிற்கு அந்த உயிராற்றல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலாக செயல்படும் எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகுனா ரொம்ப கஷ்டம் சிக்கிப்பீங்க பிரச்சனையில் போய் நீங்க ஐம்பது அறுபது வயசு தாண்ட நம்மளால இன்னைக்கு ஐம்பது அறுபது முட்டி வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது இங்கே வலிக்குது அங்க வலிக்குது காரணம் என்ன உணவுப் பொருளை சரியாக நீங்கள் எடுத்துக் நீங்க நம்பினாலும் நம்பாட்டி இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுல மாற்றுகிறது கிடையாது பசி பெருன்னு சொல்றாருன்னா அரை வயிறுக்கு தான் சாப்பிடணும் எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு பசி எடுத்தாலும் எவ்வளவு சாப்பிடணும் அரை வயிற்கு தான் சாப்பிடணும் அரை வயிறுக்கு மேல இன்னொரு அரை வயிறுக்கு கேப் இருக்கணும் அப்பதான் காற்று அந்த இடத்துல செயல்படுறதுக்கு இடம் என்பது இருக்கும் நீ அரை வயிறுக்கு சாப்பிட்டீங்கன்னா பாருங்க உடனே சரிமான உடனே எனர்ஜெட்டிக் ஆயிடும் பாடி ஃபுல் வயிறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு மந்தமான தன்மையிலே தான் இருப்பீங்க டயர்டாகவே இருப்பீங்க மெயினா சாப்பிடக்கூடிய உணவை ஹீலர் வாசியர் டைம் ஐயா சொல்லி எல்லா வீடியோலையும் சொல்றாரு அல்கமி குருஜி சொல்லியிருக்கிறாரு நம்மால்வர் ஐயா சொல்லியிருக்கிறாரு உணவே மருந்துன்னு பேசக்கூடிய எல்லா மகான்களும் சொல்றாங்க நீங்களே இன்னும் சரியாகல உங்க குழந்தையை சரி பண்றேன்னு கிளம்புறீங்க நீங்க என்ன சொல்றது நான் யாராவது மென்னு சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிட்ற சாப்பாட்ட உண்மையாவது ஒரு சாப்பாடு உங்களுக்கு மருந்தா மாறணும்னா அரை மணி நேரமாக சாப்பிடணும் நீங்க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 வாழ்வில்்ச பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் ஆலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி செல்லலாம் நன்றி வணக்கம்